சென்னை நடுவானில் பறக்கும் இன்ஜின் கரன்று விழுந்த விமானம் அதை பத்திரமாக தரையிறக்கிய விமான ஓட்டுனர் அண்மையில் சான் பிரான்சிஸ்கோவில் உடனே விமானம் நிலை தடுமாறிய பயணிகள் அச்சமடைந்தனர் எனினும் உடனே மீது உள்ள மூணு இன்ஜின்களைக் கொண்டு விமானத்தை நிச்சயமாக தரையிறப்பேன் என்று அவர் கூறிய போல் பல மணி நேரம் நிதானமாக பயணித்து பின் அவ்விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது விமான பயணிகள் எவரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் த இந்த விமானத்தின் பழுதளக்கிய இன்ஜின் ஆனது பசிபிக் பெருங்கடலில் விழுந்தது என தெரியப்பட்டுள்ளது மிகவும் அரிதான இந்த சம்பவம் சான் பிரான்சிஸ்கோவில் மக்கள் இணையமைப்பு பதத்தற்றை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது போன்ற பல தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்